கடிக்கிற மாதிரி வந்தா கூட ஓட முடியாது போறோம் ஹலோ கைஸ் பேக் டூ சேனல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாய்லாந்துல பட்டாயல தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா பட்டாய சீரீஸும் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து எப்பிசோடு வந்துரும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போறான்னு இருந்துச்சு சோ நம்ம ஐலாண்டு போக முடியாம பேராக்ளைடிங் மட்டும் பண்ணிட்டு வந்தோம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்துனால வந்து பாஞ்சம் கிளியரா இருக்காது சோ இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா பட்டாயல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இருக்க போறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு போயிக்கலாம்னு தாய்லாந்து பேர் வந்து கோர் ஐலாண்டு ஒரு ஐலாண்டு சோ அது செம்ம கிளியரா சூப்பரா இருக்குமா அது வந்து மழை இல்லாத சமயத்துல போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அண்ட் இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து போய் ஒரு ஒரு நாட்டுக்கு போனா அதாவது ஒரு ஒரு பிளேஸுக்கு போனா இந்த பிளேஸ் கண்டிப்பா போகணும்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நான் பட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ண ஒரு பிளேஸ் வந்து பாரு டைர் பார்க்கு நம்ம வந்து பாத்தா டைகர் கூட வந்து நின்று அப்படி போட்டோ எடுத்துட்டு பாக்கலாம் தொட்டு தான் எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து போபோ கண்டிப்பா பண்றேன் ஓகேங்களா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ நம்ம டைகர் பார்க் போகிறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடலாம்னு ஒரு முடிவில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்பரைஸுங்க நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோவை பார்த்துட்டேன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுங்க ப்ரோ தான் சரி வந்து ஷா நான் கேரளாவில் கேரளாவிலேருந்து இங்கே ஓட்டில் வச்சுருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஃபுட்டுக்கு கவலையே இல்லை நேற்று நைட்டு ரசம் அப்புறம் சாப்பாடு அப்படியா சரி சரி சாப்பிடலாம் என்ன ஆர்டர் பண்ணுங்க பிரியாணி பிரியா இதுல ஹோட்டல சாப்பிட்டு திரதடா இந்த ட்ரிப்ல வந்தெல்லாம் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே ஃபுட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அக்யூலி வீடியோல காம் கஷ்டப்பட்டதெல்லாம் கம்மி அதவிட ரொம்பவே இருந்துச்சு ஏனா ஒரு நாள் ஃபுல்லா ப்ளாக் எடுக்காம ஒரு நாளே ஒரு நாள் இருப்போங்களே அந்த ஒரு நாள் வந்து ஃபுல்லா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு தெரியாது ஆமாப்பா อืม சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படியே நான் வந்து நாக்கு சுத்தறப்ப அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டீ வந்துருச்சு சந்தோஷமா இருக்குங்க டீ குடிக்கிறது போதை சொல்லணும் அனுபவிக்க போறேன் சக்கர எல்லாம் போட மாட்டாங்க நம்மளதான் சக்கரை போடணும் அண்ட் வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால குடிச்சிட முடியும் பட் இந்த ஊர் சக்கரை ரெண்டு ஸ்பூன் இல்ல ரெண்டரை ஸ்பூன் போட்டதா வந்து நம்ம ஊர் இனிப்புக்கே வருது சக்கரை ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா பிரியாணி சாப்பிட்டு டீ குடிக்கணும்னு தோணுதோ இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு பழம் இருக்கா ஸ்குவாடு பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணுன்ற அந்த பழக்கம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கமன்ஸில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைகர்பார்க்கு மூட போகிறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம் ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே டீ குடிச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைர் பார்க் போகலாம் அந்த டீயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நேரிலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீ குடிச்சிட்டேன் நானும் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்க கூடாதுன்னு பார்த்தாலும் முடிய மாட்டுது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலில் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபால்லாம் ஆகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஐடா கொடுக்கணும் ஸ்குவாட் எனக்கு மீட்ல ஏர்ஃபால் ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீட்டில் சொல்லுவாங்களே சின்ன ஃபேமிலியில் தண்ணி மாற்றி அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வேறு ஊருக்கு போனான்னா தண்ணி மாற்றி குளிக்கிறனால வந்து போனால் ஏர்ஃபால் ஆகும்ட்டு நம்ம ஒன்று ரெண்டு தண்ணியாக குளிக்கிறோம் ஒவ்வொரு நாட்டோட தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குளிச்சுட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் ஆக ஆரமிச்சிடுச்சு நல்லா இருக்க முடியும் ஏர்ஃபால் இல்லாமல் சொட்டையாக பார்க்க எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசு எக்ஸேஞ்ச் பண்ணிட்டேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நூறு டாலர் கொடுத்தோம் அவங்க வந்து கொடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி கொடுத்தாங்க ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது தடவை எட்டாயிரத்துருவா கொடுத்துருப்பாங்க நூறு டாலருன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூபா கொடுத்துருக்காங்க மாசி இதைப்படி வந்து பார்த்திங்கனா நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் இங்கேருந்து இந்த ஊர் கரன்சியா வச்சு இடத்துல இருக்கு கம்போடியாலு வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டா டைகர் பார்க் வந்துட்டோம் பார்க்கோட்ரன்ஸ் இப்படிதான் இருக்கு அப்படின்னு போட்டு இருக்கு பயமா இருக்குங்க ஏன்னா வந்து போயினா பிரியாணிலாம் சாப்பிட்டோமா அந்த ஸ்மெல் நான் கை கழுவிட்டேன் அஞ்சு கை கழுவி இல்லையா கழுவிட்டு அந்த ஸ்மெல்ல பார்த்தா அந்தளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து போய்னா பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஸோ நான் உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கை இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் நம்ம உள்ளே போய்ட்டு அந்த புள்ளியெல்லாம் பார்த்துட்டு தொடரணும் அப்படின்னா வந்து போனால் காசு ஓகேங்களா எவ்வளோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போய்னா எவ்வளோடா சரிங்கண்ணா எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டு நான் சொல்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்து தருவாங்களாண்ணா நமக்கு அவன் வந்து பாத்தினா இந்த மாடல வந்து பாத்தினா போட்டோ எடுத்து தருவாங்க போல சோ நம்ம இங்க இருந்தே வந்து பாத்தினா புலிய பாக்குறதுக்கு வந்து பாத்தினா ஃப்ரீ தான் எங்கடா அந்த புலி ஏய் பொம்மப்பா பொம்ம ஃபுரியடாங்க இருக்கு இருக்கு அண்ணா நான் அப்படியே டிக்கெட் எடுத்து உள்ள போயி कंटिन्यू பண்றேன் டிக்கெட் வந்து எடுத்துட்டோம் டிக்கெட் வந்து பாத்தினா ஒரு ஆளுக்கு 650 வாட்ஸ் அப்ப ரெண்டாளுக்கு வந்து பாத்தினா கிட்டத்தட்ட வாட்ஸ் வாட்ஸ் சோ வந்து உள்ள வந்து பாத்தினா போறதுக்கு மட்டும்தான் காரணம் அது வந்து பாத்தினா புலியா அந்த அது வந்து நல்லா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கடையில சாப்பிடுறது எல்லாம் என்னடா பாத்துட்டு பார்த்தையில இருக்கோம் சோ ஓகே நாம பாத்துட்டோம் சோ ஓகே நாம புலிய பாத்துட்டு வந்தேடடலாம் சோ நம்ம வந்து பாத்தினா உள்ள போலாம் அ புலிய பாருங்க இங்க வந்து நான் காமிக்கிறேன் பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு சோ டிக்கெட் குடுத்துட்டு உள்ள போறோம் நம்ம ஓகேலா சோ நம்ம வந்து பாத்தினா அப்படியே உள்ள போலாம் ஓகே அங்க நம்ம வந்து பாத்தினா தனி மரியாதையா என்ட்ராயிட்டோம் காமிக்கிறேன் விளாடல அது அவங்க தெரியுதா சோ பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு ரூல்ஸ் இருக்கு வா வா போகலாம் ஐயோ அங்க என்னடா பொம்மை மாதிரி படுத்து கிடக்குதுங்க ஸ்குவாட் இங்கே பாருங்க உங்களை காமிக்கிறேன் இன்னும் பேர் வெயிட் பண்ணுறாங்க உள்ள போய் பார்க்குறதுக்காடா இதோ வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப பேர் இருக்காங்கடா எப்பா அண்ணன் வந்து பாருங்க ஸ்குவாட் இந்த புள்ளியை இதோ பொம்மை மாதிரி படுத்து கிடக்குது தெரியல இது என்னடா டாமி எந்திரி டாமி எந்திரி டாமி ஐயோ அங்கே தெரியுதா இல்லையா எப்படி இருக்கு பாரு இந்த புள்ளியை தான் நம்ம கிட்ட போய் தொட்டு பார்க்க போறோம் புல பின்னாடி மட்டும் தான் தோற முடியுமா ஸோ வந்து இது வந்து மீடியம் புள்ளி இருக்குது நம்ம வந்து எப்படின்னா பெரிய புள்ளியை போய் பார்க்குறதுக்கு நல்லா டிக்கெட் எடுத்துருக்கோம் ஸோ பேக்லாம் கழிச்சிட்டு உள்ளே போக போகிறோம்னு நினைக்கிறேன் ஆ ஓகே ஓகே மேம் எப்பா பொம்மை மாதிரி படுத்திருக்கோங்க இங்கே புளி இங்கே பாருங்களேன் டாமி டாமி எந்திரிக்காது நம்ம வெயிட் பண்ணுறோம் இந்த கேட்டுக்கிட்ட உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பா பயங்கரமாக கம்பீரமாக இருக்குங்க ஸோ நம்ம போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் ஸோ வந்து கேட்ட மூடிட்டாங்க கடிக்கிற மாதிரி வந்தால் ஓட முடியாதுடா சாரி சார் நீங்க போட்டு நாங்க போட்டு அவர்தான் இருக்க நான் இருக்கேன் தாண்டி போவாதி புரிய காட்ட போறேன் மறந்துறீங்க சொந்த அவரு கூப்பிட்டு போற வழியா போம் அவரு கூட இருந்தா நம்ம சேஃப்டி அங்கغولு தூங்கிட்டு இருக்குடா அய்யோ பயங்கரமா இருக்குங்க பாக்குறதீங்க நான் அப்படியே காட்டறேன் பாருங்க ஏதோ பொம்மையே நிக்கி வச்ச மாதிரி இருக்கு 1 2 3 ஓகே ஸ்டார்ட் திஸ் ஃபர்ஸ்ட் தட் செகண்ட் பா கை கோ ஃபர்ஸ்ட் இந்த புளியை பார்த்து அதுக்கு அப்புறம் வந்துப் போனா அங்க நின்னுட்டு இருக்கு பாருங்க அந்த புளிய போய் பார்க்கணுமா தூங்கிட்டு இருக்கு ஏப்பா இருங்க பாத்து தூங்குது பா என்ன ரப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாadina தூங்குற புளிய டச் பண்ணி பார்த்து அதுக்கு அப்புறம் வந்து கம்பீரமா அந்த புளிய போலாம் ப்ரோ டச் மறை வந்து அங்க கம்பீரமா நிக்குது கோ கோவத்துல கடிச்சிருதுப்பா நீ பண்றதுனால ஆமா அப்படிதான் தெரியுது எனக்கு யங்கரமா இருக்குங்க வந்து நான் தொட்டு பாத்துட்டு வரோம் புலிகிட்டு வந்து நான் ஒரு எனக்கு கத கலங்கிருச்சிங்க ஆனால் உண்மையில சொல்லணும் வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஏன்னா புளியை போய் அந்த ஒரு தொடுறதே ஒரு தனிவிதமான ஃபீல் ஆனால் அவர் உண்மையை சொல்லிட்டுமா அதுக்கு புளின்னு அதுக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு பூனையாவே வளர்த்துக்காங்க அதனாலதான் வந்து கூட ஆனால் நல்லா சொன்னாங்க பாரு கையில் வந்து ஏதாச்சும் அடிக்கடி பட்டுருக்காங்கிட்ட அந்த ரெட்டஸ்பெல் வந்துச்சுன்னா பாஞ்சிட வந்துட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க போல ஓகே ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு இன்னொரு அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல போய் பார்க்கலாமா ஸோ போய் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ ஓகேங்க நம்ம வந்து போய் தான் கிளம்பிட்டோம் அண்ணா బొమ్మ மாதிரி பத்தி இருக்கற எல்லா புளியோ பேக் எடுக்கணும். இதெல்லாம் இந்த சைடுல வந்து பன குட்டி புளியங்க இருக்கு. அண்ணா அது வந்து பன தண்ணி டிக்கெட் எடுக்குமா. நம்ம குட்டியை பார்க்க முடியுமா? நம்மல்லாம் சின்ன குட்டி வந்துட்டுங்களா எல்லா சைடுல பாளட பாளி பார்ப்பாங்க. நிறைய ரியல்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதா குடிக்கலாமா? நீங்க கேக்கலாம். சோ குட்டி புளிய காட்டேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீன்னா 6 मंथ புளி இருக்கு. இங்க இருக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது அண்ட் குட்டி இன்னும் தப்பா சொல்லிட்டேன் பா ஒன்றரை மாசம் குட்டி அது அங்க இருக்கு ஒன்றரை மாசம் குட்டி அதை பாக்கிறதுக்கு வந்து இதுவும் பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குங்க பாட்டி எஸ்டா தொட்டு பார்த்து அவங்க பராமரிச்சு குட்டி புலி வந்து படுத்துட்டு இருக்குறதுக்கு எல்லாம் பயம் இல்ல ஏன்னா இது குட்டியா இருக்கு பட் இருந்தாலும் வீட்டுல எப்படி நாய் வளர்ப்போம் அந்த மாதிரி தாங்க இருக்குது தூக்கிறதுக்கு சும்மா க்யூட்டாக இருக்குது பயமாக தூங்குகிற புளி எழுப்பம் வேணாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காண்டி வேற ஒன்றும் இல்லை ஓப்பா சரி தூங்கு தூங்கு வேணாப்பா அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது அந்த அந்த புளி ஸோ அது கூட போய் விளாடலாம் ஃபஸ்ட்டு இந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புளி ஆக்டிவாக விளாண்டுட்டு பாருங்க அது கூட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து விளாடலாம் இப்போ ஆனால் உள்ளே வந்து புளி கூட தான் நம்ம விளாட்றோமானும்போது லைட்டாக பயமாக இருக்குது பட் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது ஸோ பயங்கர ஆக்டிவாக இருக்குங்க ஸோ இது கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிறோம் அண்ட் பால் கொடுக்க போகிறோம் புளிக்கு பால் கொடுத்தது வரலாற்றுல வரணும் ஆஹா வரப்போகுது வரப்போகுது ஓகே ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்கு பால் கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ ஆல்ரெடி அழகாக கொடுத்துருக்காரு ஓகே ஸோ நம்ம கொடுக்கலாம் இப்போ ஸ்குவாட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா புளிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து வரலாற்றுல வந்து பதியினோம் அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க செம கியூட்டா இருக்கு பால் குடிக்கிறது வந்து பண்ணிட்டு பூனை பிடிக்கும் ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா உண்மையை சொல்லிட்டுமா பயமா இருக்குது ரொம்பவே ஏன்னா திடீர்னு ஒரு உருப்பு உருனாலே எனக்கு பயம் வந்துருது ஓகே சுட் இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவா இருக்கு ஆனா பயமா இருக்குங்க எவ்வா ப்ரோ காப்பாத்துங்க ப்ரோ வரப்போது எனக்கு பாத்துங்க பாப்பாதுங்க பட் ஆனா ரொம்ப பால் கொடுத்தோம் கொஞ்சம் சோறு போட்டு நந்தி விசுவாசம் காட்டு கிடைச்சிடாத என்ன ஆனா உங்களை இந்த குட்டிக்கு நம்ம அறுநூத்தம்பது ரூபாய் ஒருத்தங்க ஏன் வந்து அதாவது அறுநூத்தி ஐம்பது பாக்ஸ் கொடுக்கறது விளையாட விடுறாங்க வெளிய போலம் புளி பு இருக்குடிச்சல பால் புலா பா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பார்க்ல இருந்துரும் எதனால வந்து பாவுட் கொஞ்சம் அதிகமா இருக்கு வெளியே போற வலிதானா